அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவை எனர்ஜி ஹீலிங் தரப்பிலிருந்து பேசுறேங்க ஏன் பார்க்க போறது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாக்கியப்படி பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி ஆகுறது மகர வீட்டில இருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாரு வாக்கியப்படி பதிமூணாம் தேதி பதினோராவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதே மாதிரி திருக்கணிதப்படி ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க பதிமூணாம் தேதி மாறுது இல்ல திருக்கணிதப்படி இருபதாம் தேதி அப்படின்ட்டு அது வந்து நான் பிரிச்சு காட்டுறேன் அது வாக்கியப்படி சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா நம்ம நான் கொடுக்கறது எல்லாமே திருக்கணிதப்படிதான் நம்ம ஃபாலோ பண்றோம் வாக்கியப்படி பதிமூணாம் தேதி பதினோராவது மாசம் நவம்பர் மாசம் பதிமூனாம் தேதி தான் வந்து உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு வாக்கியப்படி திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து உங்களுக்கு பயிற்சி ஆகுது குரு பகவான் மகர வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் கும்ப வீட்டுக்கு போறாரு ஆனா நம்ம வந்து ஃபாலோ பண்றது திருக்கணிதப்படிதான் ஃபாலோ பண்றோம் இப்ப இந்த மகர வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் கும்ப வீட்டுக்கு போறதுனால என்னென்ன பலன்கள் எந்த ராசிக்கு உச்சத்தை தொட போகுது முக்கியமான ஒரு அஞ்சு ராசியை பத்தி பாக்க போறோம் அதாவது அஞ்சு ராசி மற்றும் லக்கணத்தையும் அதற்குண்டான பலன்கள் இப்ப நம்ம பாக்கலாங்க மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களுக்கு பத்தாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வராரு அதாவது பத்துக்குடி தொழில் ஸ்தானாதிபதி தன் வீட்டுல ஆட்சி பெறாரு சனி பகவான் பதினொன்னுக்குடையவனும் ஆட்சி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை வந்து காண போறாங்க சனி பகவானும் தன் வீட்டுல இருக்காரு ஆனா குரு நீச்சமா இருந்தாரு பத்தாம் இடத்துல நீச்சமா இருந்தாரு இப்ப பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு கரெக்டா மேஷ வீட்டுல இருந்து மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் கலத்திரஸ்தானத்தையும் பாக்குறாரு அதாவது மேஷ வீட்டுல இருந்து மூன்றாம் இடம்ன்றது தைரிய ஸ்தானம் எதுனாலும் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இடம் பிரெண்ட்ஸ் மூலியமா ஒரு டெவலப்மெண்ட் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் வரத்துக்கூடிய உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மூன்றாம் இடம் பலமா இருந்தா அந்த மூன்றாம் இடத்தை குரு பகவான் டைரக்டா பார்க்கறாரு அடுத்தது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைங்க இவ்வளவு நாள் உங்களுக்கு பேபிஸ் இல்லைன்னா அப்படின்னா கண்டிப்பா இந்த தடவை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்த குரு பகவான் டைரெக்டா பாக்குறாரு அது ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதாவது தகராறு பிரச்சனைகள் ஏதாவது சொத்து இருந்ததுனா இது முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது நடக்கும் அதாவது கண்டிப்பாத்தி என்ன நடந்துட்டு இருக்கு ஜாதகம் எடுத்து பாருங்க அந்த தசை வந்து உங்களுக்கு குரு தசையா உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் குரு பயிற்சி வாய்ப்பு இருக்கு நார்மலாவே இல்ல மேஷராசிக்காரங்க இந்த டைம்ல ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க இல்ல ஒரு வேலைக்கு உண்டான தேடுதல் நீங்க தேடிட்டு இருக்கீங்க உங்களோட திறமையில கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொஷிஷனுக்கு நீங்கள் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது மேஷ ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு தசாபுத்தியும் நம்ம பார்க்கணும் கிரகங்களில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கணும்னு பார்க்கணும் இருந்ததுன்னா இன்னும் டூ அப்படி இல்லை அப்படின்னாலும் ஹண்ட்ரட் உங்களுக்கு கவர் ஆகும் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு இது நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்தை வந்து மேஷ வீட்டில இருந்து ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கலத்திரஸ்தானத்தை மனைவி மூலியமா ஆதாயம் மனைவி மூலிமா ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது குடும்ப வாழ்க்கை நிம்மதியா அமைகிறது இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அலைன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா செட் ஆகல அப்படின்னா இந்த தடவை இந்த மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குன்னே சொல்லாங்க குரு பகவான் பதினோராம்ட லாபஸ்தானத்துக்கு வரதுனால கண்டிப்பா உங்க லாபத்தை ஈட்டக்கூடிய விஷயமா இருக்கும் உச்சத்தின மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சாதிப்பீங்க ஜெயிப்பீங்க அதுல கண்டிப்பா வந்து மேஷ ராசி மற்றும் லக்கணக்காரங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேணா முதல் ஆறு மாசத்துக்கு கண்டிப்பா அங்கதான் இருப்பார் குரு அதுக்கப்புறம் அதிசாரமா மீன வீட்டுக்கு போவாரு அப்பயும் உங்களுக்கு ஃபேவரபிளா தான் இருக்கும் ஏன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் ஒன்பது குடைவனும் பன்னெண்டு குடையவனும் அதாவது குரு ஆட்சி பெறாரு மீனத்துல அடுத்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதாவது குரு பயிற்சி ஆயிடுது நடுவில் அதிசாரமா குரு பகவான் பயிற்சி ஆவாரு மீன வீட்டுக்கு அப்ப மேஷத்துக்கு எப்படி இருக்கும் அட்டகாசமா இருக்கும் பாகியஸ்தானம் அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் வெளிநாட்டு யோகம் இது எல்லாமே வந்து இது கவர் ஆகும் மேஷ ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு அடுத்து எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதன ராசி மிதன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப பிரச்சனையில இருப்பாங்க கஷ்டத்துல இருப்பாங்க எல்லாருக்குமே எப்படி சொல்ல முடியாது பிப்டி நான் சொல்றேன் பிப்டி வந்து உடல்நிலை பாதிப்பு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் மிதன ரசிக்காரங்க இப்ப இதனால் வரைக்கும் குரு பகவான் மறைஞ்சிருந்தாரு எட்டாம் இடத்துல வந்து மறைவு மறைஞ்சி நீச்சம் ஆயிட்டாரு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்போதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு ஒன்பதாம் இந்த ஹெல்த் பிரச்சனைகள் அதிர்ஷ்டம் திடீர் திடீர் பண வரவு கண்டிப்பா கிடைக்கும் அதாவது நவம்பர் மாதம் இருபதாம் தேதிக்குள்ள நீங்க இருபதாம் தேதிக்கு மேல நீங்க இதை எதிர்பார்க்கலாம் எந்த முயற்சியா இருந்தாலும் சக்சஸ் ஆகும் அஹ் அதுல தடைகளும் பிரச்சனைகளும் இருக்காது இப்ப வந்து அந்த தடைகள் பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் மிதனராசிக்காரங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல நீங்க எதிர்பார்த்த லாபத்தை வந்து ஈட்டுறது ரொம்ப சிரமமா இருக்கும் இப்போ ஆனா இந்த குரு பகவான் பயிற்சி ஆனவாட்டி அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு வரும் போது எட்டாம் இடம் தான் மறைவு வந்து நீச்சம் ஆயிட்டாரு ஒன்பதாம் இடத்துக்கு வரும் நீங்க நினைத்த காலம் நிறைவேறும் ஏன்னா மிதனத்தை வந்து ஒரு ஐந்தாம் பார்வையா பாக்குறதுனால மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும் மிகப்பெரிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அதே சமயம் வந்து நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடம் தைரிய வீரி ஸ்தானத்தையும் பாக்குறாரு குரு பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தையும் பாக்கிறாரு பூர்வ புனிஸ்தானாரு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முன்னோர்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது உங்களுக்கு பெண்டிங் இருந்தது வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அதனால இது முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும் இது வந்து குரு பகவான் அதாவது நவம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல இந்த மிதனராசிக்கு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் வராத பணம் கூட உங்களுக்கு வந்துடும் அது டெபினட்டா நடக்கும் இது அதே மாதிரி உங்களுக்கு ஃபேவரபிளான தசை இருந்ததுன்னா இன்னும் சீக்கிரமாக நடக்கும் அதாவது குரு தசை நடக்குது சுபர்கள் தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபேவரபுளாக இருக்கணும் இதே வந்து ராகதசை நடக்குதுக்கேது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிளை கொடுத்து தான் உங்களுக்கு கொடுப்பாரு பணம் என்ன கொஞ்சம் டிலே ஆகும் தவிர மற்றபடி உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து சேரும் என்ன கொஞ்சம் டிலேட் ஆகும் அவ்வளோதான் ஆனால் இந்த ஆறு மாதத்துக்குள்ள கண்டிப்பாக நீங்க நினைச்ச காரையும் நிச்சயம் நிறைவேறும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் எப்படிங்க இருக்கு ஏன்னா வருஷத்துக்கு ஒருத்தர் தான் குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு ஆமாங்க பயிற்சி ஆகிறாரு அதிசாரமா வீட்டுக்கு போயிட்டு குரு பகவான் அப்ப அந்த அதிசாரமா போறதுனால இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பாக்கு இரண்டாம் இட தனஸ்தானத்தை பாக்கும்போது அவ பொருளாதார ரீதியா நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்து அது மிதனத்தை பாக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு குரு பகவான் ஆனா மிதனத்தை பாக்கலைனாலும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தையும் பாக்குறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளம்ப சுகஸ்தானத்தையும் பார்ப்பாரு அப்போ மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வண்டி வாகன யோகம் வீடு கட்டுற யோகம் எல்லாமே அந்த அமையும் அந்த டைமில் அதாவது இந்த ஒன் இயர்க்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதாகட்டும் இல்லை நீங்கள் ஒரு வீடு கட்டுறதாகட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இந்த ஒன் இயரில் கண்டிப்பாக குரு பகவான் பயிற்சியாகி உங்களை கரெக்டாக மிதனத்தை பார்க்குறதுனால அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் முடியும் மிக ஒரு பிரம்மாண்டமான உச்ச காலகட்டம்னு வைங்களேன் உச்சத்தை தொடு போகும் ராசின்னு நான் சொல்லிட்டேன் அதனால் ஜெயிக்கக்கூடிய ராசி விடாமுயற்சி தன்மைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் இந்த டைமில் ஏன்னா உங்களுக்கு டைம்ஸ் இல்லாதனால உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸு நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய டைம் இது அதனால் அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த ஃபோர்ஸு அந்த ஃபயர் வந்து இந்த டைமில் காட்டுங்க இந்த ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணுற எல்லாமே கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க உங்கள் கோலை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிப்பீங்க அச்சீவ் பண்ணுவீங்க இருந்தாலும் அந்த ஸ்டெப்ஸை வந்து இன்னும் சிவியராக இந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது நீங்கள் கவலைப்பட தேவையில்ல நீங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் சிவனையும் வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷத்தானிக்கு சிவன் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி தன்வந்திரி மந்திரத்தை வந்து அதிகமாக சொல்லுங்கள் பெருமாள் கோயில் போயிட்டு தன்வந்திரி மந்திரத்தை அதிகமாக சொல்லுங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள்லையும் நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க அந்த மந்திராசு உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூடியூப்லேயும் நிறையா இருக்குது தன்வந்திரி மந்திராசுன்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அந்த மந்திராசம் வந்து ரெகுலராக சொல்லிகிட்டே இருங்க மிருத்துஞ்சய மந்திரத்தையும் சொல்லுங்கள் தைரியத்தை கொடுக்கக்கூடியது மிருத்துஞ்சய மந்திரத்தையும் சொல்லுங்க அதனால கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரங்களுக்கு இப்ப நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்து ஆறாம் இடத்துல சனி பகவான் ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லுவோம் அப்படின்னா எதிரிகள் நோய் கடன் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து நீங்க பேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதாவது சிம்ம ராசிக்காரங்க எதிரிகளால அதாவது மறைமுக எதிரிகளாலும் பிரச்சனை கடன் தொல்லைகள் உடல் ரீதியான பாதிப்பு இது எல்லாமே வந்து இருக்குங்க அதனால நீங்க அது கவலைப்பட தேவையில்ல அந்த இடத்துல குரு பகவான் இது வரைக்கும் நீச்சமாய் மறைஞ்சிருந்தாரு இப்ப கலத்திரஸ்தானத்தைய வர வரப்போறாரு அதாவது ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி கும்ப வீட்டுக்கு அப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் தெளிவான ஒரு முடிவெடுப்பீங்க தெளிவான ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சுத்தி ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஒரு நெகட்டிவா நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழலை வந்து உங்களுக்கு உருவா இருக்கும் என்னடா இப்படி ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு கடன் பிரச்சனை வந்துருச்சு நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த குரு பகவான் டைரெக்டாக வந்து உங்களை பார்ப்பாரு அதாவது ஏழாம் பார்வையை சிம்மத்தை பார்க்குறதுனால இது வரைக்கும் வராத பணம் கூட உங்களுக்கு வந்துடும் பெண்டிங் இருந்ததுன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த் வைஸ் வந்து உங்களுக்கு டெஃபனட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் ஏன்னா பதினோராம்ட லாபஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறாரு அதனால் லாபத்தை ஈட்டுக் கொடுப்பாரு டெஃபினட்டாக நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் வந்து இந்த குரு பயிற்சி அப்போ நடக்கும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா டைரெக்டாக ஏழாம் ஏழாம் பார்வையாக வந்து சிம்ம வீட்டை வந்து குரு பகவான் டைரெக்டாக பார்க்குறாரு சிம்ம வீட்டை அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் வந்து இந்த டைம் நடக்கும் அதனால் முயற்சி எடுங்க இந்த இந்த டைமில் வந்து முயற்சி எடுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு முடியும் அடுத்து என்ன ராசின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா குரு பகவான் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு அதாவது மகர வீட்டுல இருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாரு பயிற்சியை கரெக்டா வந்து ஒன்பதாம் பார்வையை துலாம பாக்குறதுனால என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்குங்க இதனால் வரைக்கும் நிறைய விஷயங்கள் தள்ளி போயிட்டு சில விஷயங்கள் வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியான பாதிப்புகள் நிறைய வந்து வந்துட்டு போயிருக்கும் நிறையா ஹெல்த் இஷ்யூஸும் வந்து உங்களுக்கு அப்பப்ப வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சுகஸ்தானத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இது இதை வந்து குரு பகவான் முறியடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளா இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா துலாமை வந்து டைரக்டா குரு பகவான் பாக்குறாரு துலம் வீட்டா ஒன்பதாம் பார்வையா அதனால மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டன்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் போறதுனால பூர்வ புனிஸ்தானம் வலுப்பெறுது அதாவது பிள்ளைகளால பெருமை பிள்ளைகளால உங்களுக்கு லாபங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி மகிழ்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் உங்க லைஃப்ல நடக்கும் துலா ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய திறமையே இப்ப நீங்க ஓப்பனாவே நல்ல வெளிப்படையே நீங்க பாக்க போறீங்க அது மூலிமா மற்றவங்க கிட்ட இருந்து அந்த பாராட்டு வரும்போது நீங்க வந்து ரொம்ப பெருமை அடைவீங்க அதாவது நம்ம குழந்தை நம்ம பொண்ணு நம்ம பையன் வந்து ஒரு அச்சீவ் பண்ணிட்டா அப்படி ஒரு விஷயத்த அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா ஒரு விஷயம் நடக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த காலகட்டம் வந்து இருக்கு அதாவது ஐந்தாம் இடத்த வந்து குரு பகவான் போறதுனால நாலாம் இடத்துல இதில் இருந்தாரு இப்ப ஐந்தாம் இடத்துக்கு போறதுனால அங்கே இருந்து ஒன்பதாம் பார்வைய துலாம பாக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டன்னு சொல்லலாம் அதே மாதிரி பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு சிம்ம விட்ட பதினோராம் இடத்த பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு லாபம் உங்க நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லையும் சரி நீங்கள் பண்ற வேலைலேயும் சரி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு உங்க ஜாப்ல வந்து ப்ரொமோஷன் நடத்துறது கிடைக்கலாம் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிஸ்னஸ்ல பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கலாம் அந்த மாதிரி வந்து உங்களோட ஃபீல்டுல நீங்க வந்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதாவது இந்த ஒன் இயர்க்குள்ள நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த டைம்ல ஸ்டெப் எடுங்க ஒரு முயற்சி எடுக்கும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தசா புத்தி நடக்கிறத வச்சு நம்ம சொல்லலாம் ஏன்னா துலாம் ராசிக்கு துலாம் லக்னக்காரங்களுக்கு இன்னும் மாதிரி தசைகள் போயிட்டு இருக்கு இப்போ அது ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறும் மாறுபடும் அது உங்களுக்கு ஃபேவரபிளான தசையா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னே சொல்லலாம் அடுத்து மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரர்களுக்கு மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா மகர வீட்லேயே குரு பார்ப்பான்னு தன் நீச்சம் ஆயிட்டாரு இதனால் வரைக்கும் இப்போ நவம்பர் மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துல தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் வரதுனால மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தன கொடுக்கும் அதனால் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய செலவுகள் ஆகிட்டு இருக்கும் ஜென்மசனியாக இருக்கிறதுனால ஹெல்த் ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸு நிறைய விரயங்கள் ஆகிறது அது சுப விரயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தேவையில்லாத விரயங்கள் அது ஏற்படாது அதனால சுப விரயங்களாக நீங்கள் வந்து அதை மாற்றிக்கோங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது இல்லை வேற ஏதாவது நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஜுவல்ஸ் அந்த மாதிரி வாங்கலாம் எதெல்லாம் ஒரு விஷயத்துல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் இருக்காது ஜென்மசனி வந்து அந்தளவுக்கு பாதிக்காது மகரத்தை இருந்தாலுமே அதுக்கு தசா புத்தி ஃபேவரபிளாக இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரும் அதனால தேவையில்லாத செலவுகளை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கு உண்டான டைம் வந்து ரைட் டைம் இது அதனால இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை குரு பகவான் வர்றதுனால மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டன்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்க இந்த டைம்ல நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது மிக பெரிய ஒரு சாதனை வந்து சாதிக்கக்கூடிய டைம்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா மகர வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்தது பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆறுனா என்னது கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் உடல் ரீதியான பாதிப்பு இதெல்லாம் குறையும் எட்டாம் இடமன்றது ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் எட்டா மேடம் அந்த இடத்த குரு பகவான் பாக்குறதுனால உங்க எதிர்பார்க்காத பணவரவுகள் நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் ஒரு சொத்து கிடைக்கிறது அஹ் அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டம் இது அது எந்த பக்கம் வந்து எப்படி வரும் உங்களுக்கு அப்படின்னு தெரியாத நீங்க செய்த ஆஹ் புண்ணியகாரியங்கள் வந்து இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் அது கொடுக்கும் அது ஏதோ ஒரு மூலிமா வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது அதை சுப விரயங்களை நீங்க மாத்திக்கோங்க அது சுப செலவுகளா மாத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேவரபுளா இருக்கும் லாங் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இப்போ நான் லைனா சொல்லிட்டேன் என்னென்ன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு மேஷத்துல இருந்து மீனத்துக்குள்ள அதாவது மேஷ ராசிக்கு மிதன ராசிக்கு சிம்ம ராசி துலாம் ராசி மகர ராசி இந்த ஐந்து ராசிக்கும் இந்த குரு பயிற்சி மிக பிரம்மாண்டமான ஒரு காலகட்டமே சொல்லலாம் நினைத்தது நிச்சயம் நிறைவேறும் உங்களுடைய கோலை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறக்கூடிய காலகட்டம் இந்த டைமில் ஸ்டெப் எடுக்கும்போது நீங்கள் வந்து எதிர்பார்க்காத ஒரு ஒரு லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அந்த விஷயத்தை நீங்கள் அடைய போறீங்க அதனால் விபரீத ராஜயோகமும் இருக்கு உங்களுக்கு ராஜயோகமும் இருக்குது இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு அதனால மறந்துடாதீங்க நிச்சயம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இந்த நவம்பருக்கு மேலே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க நீங்கள் என்னென்னா இதனால் வரைக்கும் கொஞ்சம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படி செஞ்சிக்கலாம்னு கூட நிறைய ராசிக்காரங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க ஏன்னோட டிலேட் ஆகும் ஒரு விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு டிலே ஆகும் ஆனால் இன்னுமே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது நீங்கள் முயற்சி எடுக்கும்போது ஹண்ட்ரட் உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகும் இந்த டைம் மிஸ் பண்ண வேணாம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்